அழுதணும் நமக்கு நல்ல கைத்தட்டணும் தோணுதா நல்ல கைதட்டணும் திடீர்னு எதிரிச்சு குதிக்கணும்னு தோணுதா குதிக்கணும் பாக்குறவங்களுக்கு பைக்கார இருக்கும் நாம சந்தோஷமா இருக்கணும் நாளைக்கு நமக்கு ஏதாவது அவைதான் வரப்போறா ஒண்ணும் கிடையாது அந்த நிமிடத்தில் வாழ்வது மாதிரி ஒரு ஆனந்தம் உலகத்தில்